ஓகேஸ் வெல்கம் பேக் டு எம்டிசிங்கம் இனிமேல் பார்ப்புற விஷயம் நான் கேட்டால் கோபரா பண்டல் விசஸ் போயா டே பண்டல் இவரத்தையும் பார்த்திங்கன்னா பார்ப்போம் இரண்டு இடத்துல என்ன நான் மேட்சது எதுவும் மேட்சாவில் ரெண்டு எமோட்லேயும் எமோட்டு சூப்பராக இருக்கா இல்லை வந்து இந்த ஃபஸ்ட் எமோட் செகண்ட் எமோட் அப்புறம் வந்து லாபி எமோட்டு அப்புறம் கடைசியாக நம்ம எல்லா எமோட்டையுமே வித்தின் ட்ரெஸ்ஸோட எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் எது எது இதில் காமன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுத்துருவாங்க அப்புறம் இந்த வீடியோ எவ்வளோ ஷேர் பண்ணுவோம்னோ அந்தளவுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இது ஓகே வாங்கின வீடியோ கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலாக நம்ம முதல்ல இந்த கோபுரமண்டல் பார்த்திங்கன்னா புயாடிய மண்டல் ரெண்டு மண்டலாக கன்ஃபியூஸ் ஆகிறதால ஒன்றும் சொல்ல முடியல புயா டே பண்டல் பார்த்தோம்னா புயாட்டிய மண்டல் நாங்கள் கன்ஃபார்ம் எடுக்க மாட்டேன் எடுக்கவும்ல இது வரைக்கும் இனியும் நான் எடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு புயாடி மண்டல் சுத்தமாக அப்படின்னா கோபுரமண்டல் தலையை தலை முடியாலே அது வந்து ஃபேமஸ் ஆகுதுங்க இது மண்டை பார்த்துங்க மங்குஸ் மண்டை நாட்டுக்கு இது செட்டையாக வர்றதுக்காக நான் எடுக்கவே இல்லை சட்டை ஃபைண்டி எல்லாமே ஒரு சப்பையாக இருக்க மாதிரி இருக்குது ஓகேவா மற்றபடி இதில் என்ன இட இது இல்லவே இல்லைன்னு நான் சொல்லுவேன் அதுவும் இல்லாமல் இதில் இன்னொரு ட்ரிஸ்ட் என்னான்னா கோபிராபண்டில் வந்து இந்த கடைசி இந்த ரெண்டு வந்து ஃபர்ஸ்டில் இருக்கும் கடைசி வந்து ரோஸ் கலரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரோஸ் கலர் அது வந்து டைமண்டுக்கு போனால் அண்ணா கவர் மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணிட்டான்னா ஸ்ட்ரைட் அண்ட் ஹீரோய்க்கு போனால் தான் இது அன்லாக் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போயிட்டாங்க இது அதில் கொஞ்சம் இதை பாராட்டத்தா இல்லை என்ன பண்ணுறதுன்னு புரியலை கொஞ்சம் இனிமேல் எக்ஸ்ட்ரா கொண்டு போகிறாங்க அப்புறம் பார்த்தா இதில் இன்னும் இன்னும் ஸ்பெஷல்னா பின்னாடி வந்து ஒரு இந்த ட்ராகன் மாதிரி வரத்து கொஞ்சம் நல்லாயிருக்குங்க பார்த்தா ட்ராகன் மாதிரி வரத்து நல்லாயிருக்கு இப்போது வந்து இந்த கோபரா பண்டலுக்கும் இந்த புயாடிய பண்டலுக்கும் எது எது வித்தியாசம்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கோபரா பண்டலில் ஃபர்ஸ்ட்டு ஒரு இது பேனர் அந்த பேனர் தான் என்கிட்ட இருக்குது அப்புறம் பேனர் அவத்தார் ரெண்டுமே வரைக்கும் இதில் வந்து பேகும் கிரனேடும் அது அப்புறம் கார்ஸ் கின்னு மூணாவதாக பார்த்தீங்கன்னா வந்து அதில் கோபிராமட்டல் என்ன வந்திருக்குனா மூணாவதா இது வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டோன் ஸ்டோன் வந்துருக்குங்க இதில் வந்து கார்ஸ்கின்னு இதை கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம் நாலாவது வந்தது மொக்கை ஆனால் அதில் ஃபிஸ்ட்டு அதில் கன்ஸ்கின்னு இந்த கன்ஸ் கின்னா ரெண்டு வாட்டி ஃப்ரீயாகவே தன்ட்டாங்க இந்த கன்ஸ்கின்னு திரும்பியாக ஓட்டுக்கா இருந்தாலும் இப்போ இந்த கன்ஸ்கன் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அது அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் எதுவும் இப்போ கிரியேட் பண்ணேன்னா இப்போ தான் கோபராட ஃபிஸ்ட்டு ஓகேவா இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாவது பிளேஸ் என்ன ஃபிஸ்ட் இன்ச்சு கோபரா ஃபிஸ்ட்டு இந்த கன்று ஃபிஃப்ட் இன்ச்சு ஃபிஸ்ட்டு முக்கியமாக கன்று முக்கியமாக பார்த்தா ஃபிஸ்ட்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கண் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் டேட்டில் எல்லாருமே கோபரா பண்டில் இருக்கும் காமன் அது இது கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம் அது கோபுர மண்டல தந்தாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் மற்றபடி இந்த கோபுர மண்டல சொல்ல வரணும்னா எம்மோட்டை பார்க்க கோ கோ கோபுரம் சொல்ல வந்தனால் எம்மோட்டை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எம்மோட்டு பரவாயில்லைங்க கோபுரா எம்மோட்டோட மிங்கிள் பண்ணால் ஃபஸ்ட்டு எம்மோட்டு பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப சூப்பர் நெக்ஸ்டேமோட்டு சுத்தமாக இல்லைங்க கோபுர மண்டல் எம்மோட்டு அளவுக்கு இந்த போயாடை பண்டல் செகண்ட் பண்டல் சுத்தமாக இல்லை தேர்ட் பண்டல் இது வந்து எதுனா இப்போ நான் காட்டப்பாருங்க கரெக்டாக இந்த வரத்து பாரு இந்த மாதிரி கோபரா மண்டலில் வார்த்தை எப்படி இருக்குது எப்படி இந்த மாதிரி கோபுரா பண்டில் வார்த்தை எப்படி இருக்குது இல்லைன்னா இந்த மாதிரி புயாட்டி பண்டில் வார்த்தை எப்படி இருக்குது ஒருத்தருக்கு போயாட்டி பண்டல் பிடிச்சிருக்கும் ஒருத்தருக்கு கோபுரா மண்டல் பிடிச்சிருக்கும் என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோபரா மண்டல் தான் நெக்ஸ்ட் வந்து இது நம்ம வெளியே நிற்கும் போது ரெண்டு கொஸ்டினாக வெளியே நிற்கல அப்போ நம்மளுக்கு கீழே வந்து இந்த வட்ட சுண்டிகிட்டே இருக்கும் ஓகேவா கோபராபண்டலில் வந்து அது இருக்காது நெக்ஸ்ட்டு கோபரா பாட்டலுக்குள்ளே போனேன் கோபராபாட்டலில் அது என்ன எமௌண்ட்னால் இங்கே பாருங்கள் இது போயாடியாவோட ரெண்டாவது அமௌண்ட்டும் கோபராட்ட ரெண்டாவது அமௌண்ட்டும் பார்த்துக்கோங்க பொய்யாடி ஃபஸ்ட் எமௌண்ட்டு அது கொஞ்சம் ஏ எஃபெக்ட் லைட் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்குது இருந்தாலும் இது வந்து நல்லாயிருக்கு இது குத்தனை ஒன்று ஒரு பாம்பு சிம்பிள் நீங்கள் கவனிச்சு தெரியல இப்போ கவனிங்க ஒரு பாம்பு சிம்பிள் வரும் ஆனால் அந்த கோபுரம் அமௌண்ட்டில் வராதுங்க அந்த பாம்பு சிம்பிள் கோபுரம் அமௌண்ட்டில் வராது கரெக்டாக அதான் இருந்துச்சா அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க இவங்க எம்மா அழகாக போகிறாங்க அதில் எங்கேயோ பால் அவுட் அட்டினா ஃபுட்பால் அட்டீனா எது செட் ஆகலை அதே மாதிரி ஃபுல் டீட்டெயில் பார்க்கணும் உள்ளே போயிட்டு பார்க்கணும் கோ பிரில் வந்துச்சு இதில் நம்ம இன்னும் பார்க்க போனால் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இதுங்க இங்கே இப்போ நம்ம ஆ வந்து நார்மலாக ரெட் கலர் வந்துடும் ஆனால் ரெட் கலர் கடைசி தான் கலர் பார்க்க அந்த அளவுக்கு நல்லாயில்ல நெக்ஸ்ட்டு கலர் அது ஃபர்ஸ்ட்டு எல்லோ கலர் எல்லோ கலர் வந்து கோல்டுக்கு போனால் எல்லோ கலர் வந்து ப்ளூ ப்ளூ கலர் வந்து அது பிளாட்டினம்மா பிளாட்டினம் போனால் வந்துடும் இந்த ஊதா கலர் டைமண்டுக்கு போனால் வந்துடும் ஆனால் அதில் வந்து ஒரு படி எக்ஸ்ட்ரா அவனுக்கு ஹீரோயை கொண்டு போயிட்டானுங்க அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபிஸ்ட்டு வந்து அதே ஈவெண்ட்டில் வந்துச்சு இன்னைக்கியா நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணோன்னா ஃபிஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ஈவெண்ட் விட்டுறேன் இன்னொன்று ஒரு ஒரு பண்டல் எக்ஸ்ட்ரா வந்து தந்துடுறோம் இந்த பண்டில் தனியாக கூட அவன் ஃபேட்டல் வெளியில் விட்டுக்கலாம் அவனுக்கு அது கூட வசூல் அள்ளிடுது இருந்தாலும் ஃபிஸ்ட்டுக்காக விட்டுருக்கான் இதில் என்னென்னா ஒரு ரெக்க வருது என்னை கேட்டால் கோபரா பண்டல் கோபரா ஃபிஸ்ட்டில் கீழே வந்து ஒரு பல் மாறி வருது நல்லா கனி பல்லு கீழே மேலே கட்ட கட்டமாக போகுது அதில் எதுவுமே போகல கோபரா பண்டலில் வச்சுக்க எந்த பண்ணுங்க கிடையாது அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணுற பண்டலாம் அது கோபரா தான் யாரை கேட்டாலும் போயாடிய பண்டன்னு சொல்லவே மாட்டாங்க கோபுரா பண்டத்தில் லெஜெண்ட்ரி ஃபஸ்ட்டு பண்டல் சூப்பர் பண்டல் எல்லாமே கோபுரா பண்டல்தான் இருந்தாலும் போய் ஆடியா பண்டல் எதுக்காக இறக்கிறாங்க தெரியல கோபரா பண்டல் மோசம் குறைக்க தான் நினச்சிக்கிறானுங்க ஆனால் கோபுரா பண்டல் மோசம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பே அடியாதுங்க அப்புறம் எம்மோட்டு உள்ள போனால் இது ஒரு எம்மோட்டு இந்த எம்மோட் ரெண்டு எம்மோட்டு பற்றி நம்ம பார்த்துருவோம் அனிமேஷன் இந்த அனிமேஷன் தாங்க இது எம்மா பக்கா வரைக்கும் எங்கேருந்தோ ஒரு வாட்டுக்குள்ளே அவங்க கை காப்பாரு திரும்பி அதே பைக் வாட்டுக்குள்ள போயிடுது அந்த புதை புதை கோழியில் வர மாதிரி வராங்க நெக்ஸ்ட்டும் அப்படியே பாருங்கள் அதுலேருந்து வரேன்னா ஒரு வாட்டை பொண்ணு திரும்பி கை அந்த ஓட்டை வந்து திரும்பி போயிடுது பைக்கு அப்புறம் இந்திய மவுண்ட் என்னானோ நிறைய பேருக்கு தெரியாது கோபிட் அப்படின்ட்டு வச்சுருவாங்க தெரியும் மற்றபடி இறங்கி தெரியாது அதான் ஏரோஃப்ளை ஏரோஃப்ளேன்லேருந்து இறங்கும் நம்ம மேட்சுக்குள்ளே போகும்போது ஏரோப்ளைன்லேருந்து கீழே இறங்கும் போது குதிப்பு பாருங்கள் அப்போ நம்ம கையிலேருந்து கலராக போதா அதே மாதிரி கலராக பெருசாக போகும் அதுதான் இதில் வேறு ஒன்றுமே கிடையாது இல்லை இருந்தாலும் இந்த பண்டலுக்கு ஈக்குவலாக எந்த பண்டலுமே கிடையாது இதனோட முடி யார் எல்லோரும் யார் கேட்டாலுமே கோபுரம் பண்டல் வச்சுக்கோங்க யார் கேட்டாலுமே இதில் ஒன்று எதுவாக ரொம்ப பிடிச்சிதுன்னா முடிய மட்டும்தான் சொல்லுவாங்க அந்த முடியு முடிக்கணு அடிக்ட்டு முடியாத மட்டும்தான் நான் இந்த பண்டலே வாங்கினேன் அதுவும் இல்லாமல் எனக்கு முன்னூறு டைமில் கொடுத்துட்டாங்க அது அடுத்த விஷயம் இருந்தாலும் இந்த பண்டல் நான் எதுக்காக வேணா முடியாத மட்டும்தான் வாங்கினேன் முட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சுத்தலமே ஆயிரம் டேமல் செல்லவாங்கன்னா பரவாயில்லை சுத்தம் சுண்டு சுத்தின பார்த்தா எனக்கு வெறும் முன்னூற்றி ஏழு டேமல் தந்தாங்க அதுவே கரினாவை வேண்டிய விஷயம் தான் மொதல் மொதல் அந்த லெஜண்டரி எனக்கு மொதல் முதல் முந்நூற்றி ஏழு அது கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம் நெக்ஸ்ட்டு பார்த்தா வேறு ஒன்றுமே எது கோபரா பண்டலுக்கும் இந்த புய்யாட்டிய பண்டலுக்கும் ஆனால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு கோபிரா பண்டல் பிடிச்சிதா இல்லை புயாட்டிய பண்டில் பிடிச்சதோ இதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கமெண்ட் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க கோபிரா பண்டில் பிடிச்சதா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை பூயாடியே பண்டில் பிடிச்சதா கமெண்ட் பண்ணுங்க மற்ற போயாடிய பண்டில் பிடிச்சிருக்காங்க இன்னொன்று கோபராக இந்த போயாடி பண்டல் சப்பையா எப்படின்னா ரொம்ப மெலிசாக இருக்க மாதிரி இருக்குதுங்க இதே போயாடிய பண்டலாம் பாருங்கள் சரி கோபிரா பண்டல் வந்து கரெக்டாக இருக்குது எப்படின்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்குது இதே போயாடிய பண்டல் பாருங்கள் சப்பையா ஏதோ ஒரு எலும்பு கொடுக்க சுற்றி எலும்பு கொடுதான் எது மேலே ஃபுல்லாக எலும்பு கொடுத்து தெரிந்தா எலும்பூடு சுற்றி துணியை அதே மெத்தடில் கொடுத்துருங்க இவன் இந்த ம தலையை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருந்தான்னா கன்ஃபார்ம் இந்த பண்டலும் இவனை எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப அதிகமாக போயிருக்கும் இவன் தலையை மட்டும் ரொம்ப கேவலமாக இருந்தால் இது செட் ஆகலை மாஸ்க் யூஸ்க் எல்லாமே கோபரா பண்டல் மாதிரி தான் மற்றபடி இதில் வேறு எதுவுமே கேட்டது வேறு என்னன்னா இந்த இது சிம்பிள் மட்டும் மாட்டி மாற்றிருக்கானு கோபரா பண்டில் ஸ்டோன் வரும் இதில் வந்து ஏதோ வேறு மாதிரி எது ஒரு பேனர் மாதிரி வந்து பேனரில் அவத்தார் மாதிரி அவத்தாறு பேனரும் எது ஒன்று அது மாதிரி வந்திருக்கு மற்றபடி இதில் ஒன்றுமே கிடையாது நீங்கள் இப்போ கூட கோபரா பண்டல் வாங்காதவங்க ஒரு லெஜெண்டரி பட்டல் வேணுன்னா இந்த போய்ட்ரி பண்ணல் வாங்கிக்கலாம் தப்பி விடுது இருந்தாலும் டாப் அப் பண்ணாதீங்க டாப் அப் பண்ண டாப் பண்ண கருணாக காரேன் இதே மாதிரி மோசமான இவன் தான் நம்மளுக்கு விடுவான் எனக்கு என்ன பண்ணுன்னா நான் அப்போ நீ மட்டும் கோபரா பண்டலாக திறிய அப்படின்னா கேப்பிட்றாங்க கோபரா பண்டலாக எடுத்துக்கிறேன் அப்போ ஒன்றுக்கு மட்டும் எப்படா அப்படின்னு கேட்பீங்க ஆனால் நான் சொல்ல வரேன் நான் எடுத்தேன் எப்படின்னா ஒரே ஏட்ராப் போட்டேன் அப்புறம் வந்து ஒரு இன்னொரு டைம் ஃப்ரெண்டு டேப் அப் பண்ணி அதனால நான் எடுத்தேன் மற்றபடி நான் எதனால எடுக்கலை இந்த முந்நூற்றி ஏழு டேமுலுமே எந்த ஒரு ரூபாய் கூட கிடையாது அந்த ஏட்ராப் கூட ஃப்ரெண்டு தான் போட்டு விட்டோம் அப்புறம் மெயின் கான்செப்ட்டு கோப்ரா எம்பி ஃபடிக் இதுக்கு பேடர் வேலையும் எம்பி ஃபாட்டி விட்டான் தப்பேட் கோப்ராலையும் இதில் யுஎம்பி விட்டுட்டா கோபராவில் வந்து எம்பி ஃபாட்டி விட்டாங்க இங்கே இருக்க வெப்பனில் போனால் இங்கே பாருங்க எம்பி ஃபாட்டியை பார்த்தீங்கன்னா கோபரா எம்பி இந்த யுஎம்பி போகும்மா பேர் பிடிக்குமானது கேட்டால் கன்ஃபார்ம் பிடிக்கிது எம்பி ஃபாட்டி ஆச்சுக்க யுஎம்பியாகட்டும் டபுள் சர்ட் கண்ணு விஷயம் ஏன்னா ஒன்று எம்பி ஃபாட்டி அடிச்சு வேறு எந்த கண்ணும் ஷார்ட் கன்னில் இல்லை வந்து எம்பி ஃபாட்டி வந்து இந்த எமோட்டு எப்படி இருக்குது இல்லை வந்து யூஎம்பி எமோண்ட்டு எப்படி இருக்குது என்னை கேட்டால் வந்து இந்த கோபுரம் அதான் இந்த புயாடியாவில் எம்மோட்டை சோதைப்பிட்டாங்க எம்மோட்டு ரொம்ப சோதைப்பிட்டானுங்க இப்போ இந்தியமோட் பண்ணுங்க எப்படி பார்த்தாலும் புயாட்டிய எம்மோட்டை சுதைப்பிட்டானுங்க எம்மோட்டை மட்டும் கொஞ்சம் வச்சுனா செடிக்கி இருக்கான் இந்த புயாட்டிய பண்டலை எம்மோட்டை அப்புறம் வந்து அந்த புயாட்டிய பண்டலோட தலைமுடி இதை நண்டு இது மட்டும் வச்சுருந்தா வேறு லோவில் போயிருக்கும் எம்மோட்டு மட்டும் இவனுக்கு கொஞ்சம் மக்கள் பண்ணிட்டானுங்க இல்லைனா இந்த பொயார்டு பண்டல் வித் இந்த கியூஎம்பி நல்லா போயிடுச்சு அதிக விஷயம் பண்டலும் நல்லா போயிருந்துருக்கும் இவனை சொதப்பண்ண ஒரே காரணம் என்னென்னா அந்த தலையை அப்படி வச்சது மட்டும்தான் இவனுக்கு சொதப்பண்ண ஒரே காரணம் தலையை கரெக்டாக இருந்தால் கரெக்டாக அந்த பண்டல் சரி ஓகே அந்த பண்டலை வாங்கணுன்றவங்க வாங்கிக்கோங்க மறக்காமல் நீங்களே சம்பாதிச்சு நீங்களே வாங்கறது தான் வாங்குங்க வீட்டிலருந்து காசை வாங்கிட்டு போய் இந்த ஃப்ரீ ஃபயர் செலவு பண்ணிட்டு இருக்காதிங்க அது வந்து உங்களுக்கு நஷ்டம் கருணா கம்பெனிக்கு லாபம் ஓகேவா நீங்கள் நஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருந்தால் கன்ஃபார்ம் தப்பே கிடையாது நான் ஏன் சொல்ல ஆனால் வீட்டை சொல்லலாம் புரிஞ்சுக்கிட்டு நஷ்டத்தை கொடுங்க சரி ஓகே இதோடு இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம் அதிகமாக ரொம்ப அதிகமாக பேசிட்டோம் கிட்டத்தட்ட பதினோரு நிமிஷம் நம்ம பேசிட்டோம் இதுவே அதிகந்தான் இருந்தாலும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ சந்திப்போம் இன்னி ஷார்ட்ஸு அண்டு எல்லா வீடியோவும் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க இந்த வீடியோவை ஒரு நாலு பேர் ஷேர் பண்ணிவிட்டு சேனலு க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு பெல் ஐக்கான் பெல் ஐக்கானில் ஆன் என்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க வித்தின் ஒரே ஒரு லைக் இந்த வீடியோ ஓகே பாய் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடு பிடிப்போம் ஓகே கரெக்டாக பாய் பாய்